நம்ம நல்லது பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு கெட்டவங்க அப்படின்னு பேர் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு அர்த்தம் நமக்கு ஆமாசாமி அப்படிங்கற விஷயத்த போட தெரியல இருந்து மட்டும் தான் correct <laughs> thank you